ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம ஆடி மாத திருவிழாவுக்காக நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்தே இந்த கோவையால் நாங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலில் இன்னும் நல்லா நிறைய பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இவர்தான் வந்து நம்ம வாழமுனி பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் சின்னதெல்லாம் இப்ப ஏச்சு சின்னதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் அவரை சுத்தி இன்னும் நிறைய சாமி இருக்கு நம்ம பார்க்கல வாங்க இவர்தான் வந்து வேதமுனி அடுத்தது இவர் வந்து தவமுனி எங்க அம்மாவுக்கு வந்து இவரை பார்த்தா மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இவர்தான் வந்து தவமுனி அடுத்து நம்ம இங்கே எல்லா வீரன் அப்புறம் அந்த முனி எல்லாத்தோடய சிலையுமே வச்சுருப்பாங்க இவர் பேர் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே புதுசாக தர போட்டிருந்ததுனால அவர் பேர் மறைஞ்சிருச்சு மூணு மட்டும்தான் தெரிஞ்சிது அவர் பேர் இருக்கிற தெரிஞ்சதுன்னா நீங்கள் தமிழ் சச்சரில் சொல்லுங்கள் இவர் வந்து குதிரை இருக்கிறதுனால அழகர்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து எல்லாருக்குமே பேர் இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ தர போட்டதுனால அந்த பேர் மறைஞ்சிருச்சு இவங்க வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடெலாம் இதெல்லாம் இல்லை நாங்கள் நடுவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு மழையில் பெயிண்டிங் போயிடுச்சு போல் இவங்க வந்து ஆதாய வீரன் பாதாள வீரன் இவங்க ரெண்டு அக்னி வீரன் அடுத்து இவர் தான் சைல்டுஹுட் மெமரிஸ்னாலே அது இவர் தான் இவரை பார்த்தாலே நாங்கள் வந்து மேலே ஏறிடுவோம் இவர் பின்னாடி உக்காந்துச்சிக்கின்னு சவாரிலாம் போவோம் குதிரை போகாது நாங்கள் போவோம் இப்போ வந்து அந்த குதிரை வீடன் நான் தான் பெருசாக இருக்கேன் இதெல்லாம் ஒரு சைல்டூட் மெமரி அடுத்து வந்து நம்ம தலைவர் மதுரை வீரன் தானே அவர் தான் நம்ம மதுரை வீரன் எல்லாரும் நல்லா கும்பிட்டுக்கோங்க பவர்ஃபுல்லான சாங் அப்புறம் இந்த இடம் வந்து நாங்கள் சின்னதில் சர்க்கஸ் ஊட்டற ஞாபகம் இருக்கோம் அப்போ என்னமோ ரொம்ப பெரிய இடம் மாதிரி இருந்துச்சு இப்போ தரெல்லாம் போட்டதுனால அது குட்டி வச்சேன்னு தெரில நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரில ஆனால் இதில் இதெல்லாம் நாங்கள் விளாடி இருக்கோம் ஜாலியாக இருக்கும் அப்போலாம் நாங்கள் நிறைய பேர் வருவோம் ஒரு ஃபேமிலியாக வருவோம் இதுதான் வந்து கோயில் உள்ள இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கோயில் வெளியில் உள்ளே எல்லாத்தையும் காட்ட முடியுமான்னு தெரியல ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் உந்து கும்பிடுங்க வாங்க உள்ளப்பலாம் இதுதான் வந்து கொடிமரம் இந்த கோயிலோடய கொடிமரம் அப்படியே கொடிமரத்துக்கு மேலே பார்த்தா பெயிண்டிங்கில் வாழை மரம் சிறிய இதுதான் வந்து நவகிரகங்கள் இந்த நவக்கிரகங்களை அப்படியே சுற்றுற மாதிரியே சுற்றி அப்படி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு அப்படின்னு நடிச்சிட்டு வந்துடலாம் இங்கே கும்பிட போகிறதே அங்கே சைடில் ஒரு கண்ணாடி இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு தான் அங்கே மேலே நான் பார்க்குறேன்ல அந்த இடத்துக்கு தான் கண்ணாடி இருக்கும் இவர் தான் வந்து பைரவர் நம்மளை காக்கும் தெய்வம் பைரவர் சிந்துட்டோம் அடுத்தது நம்ம சூரியன் இவர் தான் சூரியன் இதை அந்த பக்கம் போனால் இன்னும் நிறைய சாமி இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம் வந்து சந்திரன் இங்கே ஹேர் கிளிப்பும் வந்து சந்திரன் தான் இவங்க வந்து சாமுண்டேஸ்வரி அப்புறம் வந்து இங்கே கோயில் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்லை இப்போ ஒரு த்ரீ டு ஃபோர் தான் இப்படிலாம் இருக்குது இவங்க வந்து ஏழு கன்னியர்கள் எல்லாரையும் கும்பிட்டு போங்க அடுத்து விநாயகரை ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அவதாரம் விநாயகர் அவதாரத்தை எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்காங்க இவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தி இவர் கும்பிட்டா படிப்போரும் கோவையில் யாரும் நம்ம படிக்கிறதில்லை ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் வேண்டிட்டு எல்லோரும் வேண்டிக்கலாம் இவ்வளோ பொண்ணுங்க இருக்கிறத பார்த்தாலே தெளிவேன்னா இவர் நம்ம கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணரை இங்கே சிலையாக வச்சுருக்காங்க இவர் வந்து நம்ம செல்லக்குட்டி அனுமான் அடுத்தது திருப்பதி விநாயகர் சாரி திருப்பதியில விநாயகர் இருக்க மாட்டேன்னு பெரும்பாலும் இருப்பார் டாக்குன்னு சொல்லிட்டேன் இவர் தான் வந்து வளம்புரி விநாயகர் எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க எது நடந்தாலும் வலம்புரி விநாயகரை கும்பிட்டு போயிட்டு எது பண்ணாலும் அது நல்லதாவே நடக்கும் எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க அடுத்தது வந்து இது மீனாட்சி சுந்தர சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண் இவர் பாக்குறதுக்கு கீழே என்ன மாதிரியே ரெண்டு தேம் தொப்பை எனக்கும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அனுமானும் விநாயகரும் சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது இவங்க தான் மெயின் சாமி பச்சைவழியம்மன் இது வந்து மூலஸ்தானத்துக்கு பின்பக்கம் இருக்கிறது ஆனால் மூலஸ்தானம் தனியாக நாங்கள் லாஸ்ட்டில் காட்டுறோம் இங்கே வந்து சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இங்கே வந்து இல்லாத சாமி இல்லை அந்தளவுக்கு எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க இவர் வந்து முருகர் அடுத்தது வந்து நம்ம ஐயப்பன் பாஸாக ஃபெயிலாக போட்டு பார்க்குற ஐயப்பன் அந்த நம்ம வந்து பாஸாக ஃபெயிலாக பாஸாக ஃபெயிலாகு போட்டு பார்த்து பா நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த கோயிலில் அப்புறம் இது வந்து மரம் இந்த மரம் வந்து நாங்கள் சின்னதுலருந்தே பார்க்குறோம் இந்த சீலிங் வந்து ஃபுல்லாக மூடாமல் அந்த மரம் வரைக்கும் அந்த மரத்துக்கு மட்டும் கேப் விட்டு அழகாக கட்டியிருக்காங்க இங்கே வந்து எந்த மரத்தையும் வந்து வெட்டின மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லாமே பார்த்து அப்படி இருக்குது குழந்தை இல்லைன்ட்டு வரம் கேட்குறவங்களுக்காக இந்த மாதிரி தொட்டில் கட்டுறது அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகணுன்றதுக்காக தாலி கயிறு கட்டுறது அந்த மாதிரிலாம் இந்த அம்மன் கிட்டே பண்ணுவாங்க இவர் நம்ம மன்னாதீஸ்வரர் இவர்கிட்ட இருந்து அப்படியே சைடில் நம்ம மெயின் பச்சை வாழியம்மன் நாங்களும் அம்மனை எடுக்கணும் எடுக்கணும்னு பார்க்குறோம் அந்த அயிறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தார் ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அம்மனை காட்ட முடியலன்னு பார்க்குறோம் இவங்க தான் நம்ம பச்சை வாழியம்மன் ஆனால் எங்களால் வந்து கிளியராக கொடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா நாங்கள் காட்டுவோம் கடைசியில் இல்லை நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட அம்மனோட காட்டுறோம் ஸ்கிப் மெமரிஸ் பலூன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்போ விளையாடிருப்போம் இப்போ கேட்டால் கூட வாங்கி தர மாட்டாங்க இங்கே வந்து ஒரு லிங்கப்பூ இதை வந்து நாகலிங்கப்பூன்னு சொல்லுவாங்க இந்த இந்த பூவை எடுத்து பார்த்தா அதில் லிங்கம் இருக்கிற மாதிரி தெரியும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூ அதே நிறைய வரும் ரொம்ப திகட்டுற அளவுக்கு ஸ்மெல் வரும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு சில பேருக்கு திக்ட அளவுக்கு கோயில் பக்கத்துலே பக்கத்துலேயே வந்து ஒரு அனுமான் கோயில் இது கட்டி வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் இருக்கும் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும் இந்த கோயிலையும் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆடி மாதன்றதுனால வெளியில் வந்து அந்த பிபி அப்புறம் அந்த மோளம் எல்லாமே வச்சு ரொம்ப கிராண்டாகவே பண்ணிட்டுருந்தாங்க பெருமாள் கோயிலுக்கும் அனுமான் கோயிலுக்கும் முக்கியமாக போகிறது அங்கே வாங்குகிற தீர்த்த தண்ணியும் அந்த கற்கண்டியும் வாங்கிறதுக்காக தான் முக்கியமாக போகிறது அப்புறம் புளிஸாக அதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல அவங்க வந்து ஸ்டாட்டிலேருந்து ஊழியனு இருந்தாங்க வீடியோ இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு ஓவர் கான்ஃபிடண்ட் வந்து அவங்க மட்டும் வேற ஊற ஆரம்பிச்சுட்டாங்க வேறு லெவலில் பண்ணாங்க ஆனால் நான் ரொம்ப நல்லா பண்ணி ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே டான்ஸ் ஆரலாம் கூட இருந்துச்சு அவங்க ஓடெண்ட்டாக நாங்கள் ஆட முடியாது ஏன்னா முன்னெல்லாம் இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க இந்த வந்து ரொம்ப நிறைய பேர்